சுவாமியே ஷரணமயப்பா என் குருநாதனே ஷரணமயப்பா என்ன சொல்லி உன்னை புகழ்வேன் என்று ஐயப்பனை பற்றி நான் எழுதிய ஒரு புதிய பாடல் தற்போது நம்முடைய சேனலில் பாடிய இருக்கிறேன் இந்த பாடலை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நம்ம சேனலில் எழுதி அனுப்புமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த பாடல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை செலக்ட் பண்ணி செலக்ட் ஆல் பண்ணணும் அப்போ நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும் அப்படிங்கிறத தெரிவித்துக் கொள்கிறேன் சுவாமியே ஷனமையப்பா என்ன சொல்லி உன்னை புகழ்வேன் ஐயப்பா எந்த சுவாச காற்றே நீதான் ஐயப்பா ஐயப்பா என்ன சொல்லி உன்னை புகழ்வேன் ஐயப்பா எந்த சுவாச காற்று என்ற ஐயப்பா ஐயப்பா எ குல தெய்வம் என்ற ஐப்பா ஏகாந்த ஜோதி என்ற ஐயப்பா ஐயப்பா என்ன சொல்லி உன்னை புகழ்வின் ஐயப்பா எந்த சுவாச காட்சி என்ற ஐயப்பா ஐயப்பா கல்லும் முள்ளும் குத்திலைப்பா கரிமலையும் கடக்க வைத்தாய் ஐயப்பா ஐயப்பா சொகுசு வாழ்க்கை வாழ்வனையப்பா சொகுசு வாழ்க்கை வாழ்வனையம் ஐயப்பா சுவாமி என்றே அழைக்க வைத்தாய் ஐயப்பா ஐயப்பா என்ன சொல்லி உன்னை புகழ்வென் ஐயப்பா எந்த சுவாச காற்றே நீதான் ஐயப்பா ஐயப்பா பரமபத வாழ்கையிலே ஐயப்பா பாம்புகளோ ஏழிதழோ ஐயப்பா ஐயப்பா பரமபத வாழ்கையிலே ஐயப்பா அம்புகள ஏனிரோ ஐயப்பா ஐயப்பா பார்த்து பயந்து வாடுகிறேன் ஐயப்பா பார்த்து பயந்து வாடுகிறேன் ஐயப்பா இவன் பாவங்களை பொறுக்க வேணும் ஐயப்பா ஐயப்பா என்ன சொல்லி உன்னை புகழ்வேன் ஐயப்பா சுவாச காற்றே நீரா ஐயப்பா ஐயப்பா எங்கள் குல தெய்வம் என்ற ஐயப்பா ஏகாந்த ஜோதி என்ற ஐயப்பா ஐயப்பா என்ன சொல்லி உன்னை புகழ்வென் ஐயப்பா சுவாமியேஷரம் ஐயப்பா சுவாமி மகள் இந்த பாடலை பற்றி உங்களுக்கு கருத்துலேயும் மறக்காம மாறி கேட்டுக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல ஐயப்பன் பாடல் தான் உங்களை சந்திக்கும் மாறி உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பு பாலகியத்தின் கவித்த பாலகிருஷ்ணன் நமுத்து நன்றி வணக்கம்